எவங்கிட்ட இருக்கா என்ற பாட்டு பாட்டு சுத்தி கேட்குது முடிச்சு போட்டாங்க நம்ம அவனு இருக்காங்க ஒரு பேங்க கையில் சேரம்பு கண்ணலைப்பா தான மாத்தான் எங்கூடா இவனே வரானே